புகரையாளர்கள் எல்லா ஒன்று அறிவிக்கின்றார்கள் பலமுள்ள மூவின் பலவீனமான மூவினை விட சிறந்தவனும் அல்லாஹிற்கு மிக வெறுப்பமானவனு ஆவான் ஒவ்வொன்றிற்கும் சிறப்புண்டு உமக்கு பயனளிப்பவற்றில் ஆசை கொள்வீராக அல்லாஹுவிடம் உதவி தேடுவீராக பலவீனம் அடையாதீர் உமக்கு ஒரு தீங்கு ஏற்பட்டால் நான் இப்படி செய்திருந்தால் இப்படிப்படி ஆகியிருக்குமே என்று கூறாதீர் எனினும் அல்லாஹுவின் விதி அவன் நாடியபடி என்று கூறும் நீர் இதை செய்யவில்லை என்றால் இது ஷைத்தானின் செயலாகும் என நபி சொல்லா அலி வஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் அதேஸ் நூறு ரியாது சாலிஹின் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஜெயசக் ஹரு